தமிழகத்தில் ஐந்தாம் கட்ட மெகா தடுப்பூசி முகாம் முப்பதாயிரம் இடங்களில் நடைபெறும் முகாம்களில் இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்துபவர்களுக்கு முன்னுரிமை ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு சுமார் எழுபத்து மூன்று வாக்குகள் பதிவானதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு சென்னை போரூர் கெருகம்பாக்கத்தில் மிளகாய்பொடி தூவி திமுக அமமுகவினர் மோதல் நிறுத்தப்பட்ட வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்புடன் மீண்டும் நடைபெற்றது கோடநாடிய ஸ்டேட் மற்றும் டி எஸ்டேட்களின் வங்கிக் கணக்கை முடக்கியது வருமான வரித்துறை எழுநூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளா்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என புகார் கடலூரில் முந்திரி தொழிற்சாலை பணியாளர் கொலை வழக்கில் திமுக எம்பி உள்ளிட்ட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப்போவதாக எம் பி ரமேஷ் விளக்கம் கடலூர் திமுக எம்பி ரமேஷ் மீது கொலை வழக்கு பதிவாகியுள்ள நிலையில் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ஆலோசனை அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொத்து குவித்ததற்கு முகாந்திரம் உள்ளது உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையிலிருந்து கடத்தப்பட்ட பச்சிளம் குழந்தை முப்பது மணி நேரத்தில் மீட்பு குழந்தை பெற்றதாக காட்டி மூன்றாவது கணவரிடம் சொத்துக்களை பெற கடத்திய பெண்மணி கைது தமிழகத்தில் நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஐந்து நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு லக்கிம்பூர் வன்முறை தொடர்பாக மத்திய உள்துறை இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகன் கைது விசாரணைக்கு ஆஜரான நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை வரும் பதினாறாம் தேதி கூடுகிறது காங்கிரஸ் காரிய கமிட்டி கட்சிக்கு தலைவரை தேர்வு செய்வது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்படும் என எதிர்பார்ப்பு ஆப்கானிஸ்தானில் தலிபான் அரசை சீர்குலைக்க முயற்சிக்கக்கூடாது அமெரிக்காவுக்கு தலிபான் வெளியுறவு அமைச்சர் எச்சரிக்கை லெபனான் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாட்டால் பிரதான மின் உற்பத்தி நிலையங்கள் மூடல் மொத்த நாடே இருளில் மூழ்கியதால் மின்சாரமின்றி மக்கள் தவிப்பு ஐபிஎல் தொடரில் முதலாவதாக இறுதிப் போட்டிக்குள் நுழையப்போவது யார் சென்னை டெல்லி அணிகள் இன்று பலபரீட்சை தசரா ஊர்வலத்தில் நிரண்டு ஓடிய யானைகளால் சிதரி ஓடிய மக்கள் குறித்த செய்தியையும் பார்க்கவிருக்கிறோம்